Probably check the leg watch out there is fire Cảm ơn Cảm ơn Cảm ơn, Cảm ơn. எப்படியே வர முடியல போலாம். ஜமா நான் no, சார் no, no, no. இதெல்லாம் நான் பண்ண முடியாது என்ன முடிச்சான் என்ன முடிச்சான் என்ன முடிச்ச கேள ஒரே ஒத்தை ரிப்போர்ட் பண்ணங்க அந்த தட்டல அந்த மரத்த வாங்க நான் லெஃப்ட் சைடு லோடிறா நான் பேக்ல இருந்தேன் பேக்ல பேக்ல அக்கெடைய அவ்ளோ